HI GUYS! இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா சம்மர் இது சம்மர் தான் கோடை சம்மரில் வந்து நம்ம இப்போ என்னென்ன பண்ணலாம் பண்ணோம்னா நமக்கு நம்ம நேச்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் நமக்கும் என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன் முதல்ல ஸோ கேட்குற நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்க போகிறீங்க அதுதான் வழக்கம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு லைக்கே காணேன் என்ன பண்ணுறது பதிமூணுலேயே நிற்கிது நான் கொஞ்சம் லைக்கை போட்டு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் தானே எனக்கு வரும் நூற்றி பேர் பார்த்துருக்கீங்க நூற்றி ரெண்டு பேர்னால் நூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைப் வரணும்ல எனக்கு வந்து இருபத்தி மூணு தான் இருக்கேன் வந்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் போய்விடுறீங்க கொஞ்சம் போட்டு விடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து குளிக்கும் போது தண்ணி திறந்து விட்றீங்க தண்ணி திறந்து விட்டு நீங்கள் காலி ஆகிடுச்சு டப்பு அந்த வாலி காலி ஆகிடுது வாலி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை குழாய திறந்து விட்டுட்டு அங்கேயே நின்று பார்க்காம நீங்கள் டிவி பார்க்க போயிட்டீங்கன்னா அதுலேருந்து வர ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் கீழே விழுந்து வேஸ்ட்டாக தான் போகுது அது வேஸ்ட்டாக போகாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நின்னீங்கன்னா அது அணிஞ்சிரும் அப்புறம் நீங்கள் அதை அமர்த்திடலாம் இந்த உலகத்தில் நான் படித்தேன் இந்த உலகத்தில் வெறும் மூணு புள்ளி ஒம்போது பர்சன்ட் தான் தண்ணி இருக்கான் குடிக்கிற தண்ணி மற்ற எல்லாமே அழுக்கு தண்ணி ட்ரைனேஜ் வாட்டரு அப்புறம் சீ வாட்ரு சீ வாட்ரு குடிக்க முடியுமா ட்ரைனேஜ் வாட்டரு குடிக்க முடியுமா அழுக்கு தண்ணியை குடிக்க முடியுமா இல்லை குளிக்க முடியுமா அதில் எதா இது சீ வாட்டரெலாம் குளிக்கலாம் குடிக்க முடியுமா முடியாது இல்லை அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க சம்மரில் நமக்கு தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்குது குடிக்கிற தண்ணியுமே அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க அளவு கேட்காத மாதிரி பிடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்புறம் கீழே ஊற்றுறது அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படி நீங்கள் அளவு அதிகமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பவுல ஊற்றிட்டு ஊற்றிட்டு வாங்க அந்த பவுலுக்கு பாதி நிறைஞ்சோடனே உங்கள் வீட்டு மொட்டை மாடிலேயோ இல்லை உங்கள் பால்கனிலையோ ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி போட்டு அது மேலே அந்த பவுல தூக்கி வச்சுருங்க குருவி அணிலு இதெல்லாம் வந்து எதாவது தண்ணி குடிக்கும் அதுக்கும் தாகம் எடுக்கும்ல அது வந்து தண்ணி எங்கே போய் தேடும் ஒன்று இளநிக்குள்ளே இருக்கும் அந்த இளநிய அது கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல அதுவும் குட்டி போடும் அதனால அதுக்கு நீங்கள் தண்ணி அந்த பவுலில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற தண்ணியெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அதுவும் சந்தோஷமா இருக்கும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் ஐயா அடின்னு வந்து நம்ம வச்ச தண்ணியை குடிக்குது அப்படின்னு ஜாலியாக இருக்கலாம் ஓகே ஓகே இன்னொன்று வந்து நீங்கள் இப்போ கிரௌண்டுக்கு லாட போகிறீங்கன்னா சின்ன பசங்களா அவங்களுக்கு தான் சொல்கிறேன் என் வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே போயிருங்க கிரவுண்டுக்கு நீங்கள் விளாட போகிறீங்கன்னா கிரவுண்டுக்கு லாட போகும்போது கரெக்டான டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு டு எட்டு தான் வெயில்னா வெயில் அப்படியே குந்தளிக்கு எரிஞ்சு ஆரம்பிச்சிடும் கோடைமா வெயில் அப்படியே எரி ஆரம்பிச்சிடும் அப்படியே நீங்கள் பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணின்னு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வரும்போது சட்டை அப்படியே குளிச்ச மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் குளித்த மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் எப்படி சளி வராமல் மண்டைக்குள்ளே தண்ணிக்கு ஒரு தலைவலி வராமல் எப்படிக்காக இருக்க முடியாமா சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் நீங்கள் கரெக்டான டைமிங்னா ஆறு டூ எட்டு இல்லைன்னா சாயங்காலம் அஞ்சு டூ ஏழு ஆறு கூட வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே குருவி கூடு குருவி கூடு இல்லைன்னா அணில் கூடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கூட்டுக்கு பக்கத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது கேரட்டோ இல்லை குட்டி குட்டி காயோ இல்லை உங்க வீஸ் இல்லை உங்க வீட்டுல இப்போ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லை பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது வேஸ்டா போயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த கூட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கூட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயோ எங்கேயாவது வச்சீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு போய்க்கிறோம் அதுக்கு யூஸா இருக்கும்ல அதனால சொல்றேன் அதனால நீங்க இயற்கைக்கு பண்ண வேண்டிய நல்லதுலாம் என்னது தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்ட்டானதெல்லாம் இதுங்க வேஸ்ட்டானதுனால் பிளாஸ்டிக்லாம் கிடையாது ஓகேவா வேஸ்ட்டானதுனால் பிளாஸ்டிக் அப்படிலாம் நினச்சிடாதீங்க தண்ணி வேஸ்ட்டான காய்கறிகள் பழங்கள் சோறு கூட நீங்கள் வைக்கலாம் சோறு கூட வேஸ்ட்டான பழைய கஞ்சி வை சோறு வைப்பீங்க அது பழைய கஞ்சி வைப்பீங்க அதில் வேஸ்ட் ஆகும்ல அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வடிகட்டியில் தண்ணியை மட்டும் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு சோறை மட்டும் அப்படி மேலே நிற்கும்ல அந்த சோறை மட்டும் எடுத்து நல்லா காய போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டு மறுபடியும் அப்படி சோறை இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா மூணுருவா தானே ஒரு வாழை இலை அந்த வாழை இலை நீங்கள் விரித்து வச்சு விட்டீங்கன்னா நாய் சாப்பிட்டுக்குறோம் பூனைதான் சுற்றிட்டு இருந்துச்சு தான் சாப்பிட்டுக்கிறோம் எலி கூட வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா காய்ஸ் அதனால் நீங்கள் சோறு இது வச்சு மிச்சம் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு நீங்களே செய்கிற ஹெல்ப்பு தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா அவங்களால் குளிக்க முடியாது குடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது குடித்தா தானே தண்ணி குடித்தாதானே நமக்கு உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறது தண்ணி ஓட்டம் இருக்கும் தண்ணி இல்லைன்னா நாம் இல்லை புரியுதா அதனால் இது வந்து நமக்கும் தண்ணி தான் நம்ம நமக்கு நமக்கு நமக்கு செய்கிற ஹெல்ப்பு கிரவுண்டுக்கு போய் பட்ட பகலில் ஆடாமல் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி கிளைமேட்டில் ஆறு டு எட்டு நாலு டூ நாலு கூட வேணாம் அஞ்சு டூ ஏழு அந்த மாதிரி நாலு கூட ஓரளவுக்கு வெயில் அடிக்கும் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு மறையும் அதனால் உங்களுக்கு செய்கிறது என்னது தண்ணி அப்புறம் கிரவுண்டுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் போய் தெரியாமல் விளாட்றது அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று என்ன வேணா சொல்லலாம் காய்ஸ் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போடுற வீடியோஸ்லாம் ஏதாவது குட் ஏதாவது அதாவது ஆ தவறுகள் இருந்துச்சுன்னா அந்த தவறுகளை கொஞ்சம் போட்டு அப்போ அதை கமெண்டில் போட்டு விடுங்க நான் அதை திருத்திக்க முடியும் ஓகே காஷ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வேஸ்ட்டார ஃபுட்டு வாட்ரு அப்புறம் ஃபுட்டு வாட்ரு அதை எல்லாத்தையும் தூக்கி அணிலுக்கு வைங்க ஓகேவா கைஸ் இதுதான் நம்ம சம்மர் காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் ஆடி மாதம் வேறு வருது பட்டை விடன்னு சொல்லி மொட்டை மாட்டிக்கெல்லாம் போயிடாதீங்க மொட்டை மாட்டிக்கு போய்ங்கன்னா வெயில் அடிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாயங்காலம் நாலு டூ ஆறு அந்த மாதிரி டைத்தில் விடுங்க இல்லைனா காலையில் ஆறு டூ ஏழு நான் சொன்ன மாதிரி விடுங்க அப்புறம் உங்களுக்கு த தண்ணி கொடுக்காது எது இந்த பிரச்சனையும் வராது ஓகேவா கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க பாய்